வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம் அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் என்னென்ன அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அவங்க கேரக்டர் எப்படி அப்படின்றதுதான் முழுமையாக இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க அதே மாதிரி பூச நட்சத்திரத்துக்கு உண்டான பக்ஷி மிருகம் விருட்சம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்க ஃபுல்லாக பொதுவாக இப்போ கடகராசி பூச நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டாவே ராகுவோட கருமா வாங்கிடுதுங்க பலதரப்பட்ட லாங்குவேஜ் பலதரப்பட்ட விஷயங்களை அவங்க கற்றுக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி கற்றுக்கிட்டு சாதிக்கக்கூடிய ஆட்கள் தான் பூச நட்சத்திரம் அதே மாதிரி கோபம் அதிகமாக வரும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி இவங்க குரு பிறந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்காங்க பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனியோட சாரம் சனியோட சாரம் வாங்கிடுது பூச நட்சத்திரம் வந்து நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறது போதனைகள் கொடுப்பாங்க அதாவது இவங்க டீச்சிங் லைன்ல ப்ரொஃபஷனா இருக்கலாம் அதாவது மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி கற்றுக் கொடுக்கறதுல இவங்க பெரிய ஆளா இருப்பாங்க நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க அது மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க அந்த தன்மை வந்து பூச நட்சத்திரத்திற்கு இருக்கு அதே மாதிரி மல்டிப்புள் லாங்குவேஜும் தெரிஞ்சுப்பாங்க கற்றுப்பாங்க அது மூலிமா டீச்சிங் லைனில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் படிச்சுட்டு மற்றவங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க அது எந்த டிபார்ட்மெண்ட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து சாதிக்கக்கூடிய திறன் வந்து உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் கோபம் மட்டும் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா நல்ல விஷயங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுத்து நிதானித்து செயல்பட்டு செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய அதே மாதிரி உங்கள் பரம்பரை உங்களுடைய அப்பா தாத்தா தாத்தாக்கு தாத்தா எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயில் எடுத்து நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது கோயில் கும்பாபிஷேகம் எடுத்து பண்ணுறக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி குறி சொல்கிறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு அடிக்கடி சாமி வரலாம் சித்தர்கள் முறையில் அதாவது சித்தர் வழியில் அவங்க இருக்கலாம் அதாவது சித்தர் வழியில் அவங்க வந்து தவம் இருந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய ஆட்களாகவும் இருக்கலாம் அதாவது பூச நட்சத்திரத்தோட பரம்பரையை சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது நட்சத்திரத்துக்கு மட்டும் நான் சொல்ல இந்த பூச நட்சத்திரம் லக்ன புள்ளியாக இருந்து லக்னாதிபதியாகவும் இருந்தால் இந்த பலன்கள் கரெக்டாக பொருந்துங்க நட்சத்திரமாக இருந்தால் நம்ம தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் வச்சுக்கணும் லக்ன புள்ளியாக இருந்து லக்னாதிபதியாக பூச நட்சத்திரம் இருந்தால் இதை டூ நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நட்சத்திரம் மட்டும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அதே மாதிரி பூச நட்சத்திரம் வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை அதை பார்க்க போகிறோம் சனி திசை இவங்க பிறக்கும் போது சனி திசைங்க ரொம்ப போராட்டமான திசை சனி திசைன்றது ரொம்ப போராடி தான் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்றது இருக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருப்பாங்க பத்தொம்போது வருஷங்க அதாவது பூச நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன் சனி திசை பத்தொம்போது வருஷம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் ஒர்க் பண்ணுவாங்க அதாவது படிக்கிறதாகட்டும் இவங்க வீட்டில் செய்கிறதாகட்டும் இவங்களோட செயல்லாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் இருப்பாங்க சனி திசையில் பிறக்கும் போதே அதே மாதிரி மந்தத்தன்மையாகவும் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்தொம்பது வருஷம் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் திசை வருது புதன் திசை பதினேழு வருஷங்க அட்டகாசமா இருக்கும் இவங்களுக்கு புதன்தசுதான் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது போதனை கொடுக்கறது அதாவது ப்ளஸ் ஒன் வரைக்குமே சரியா படிக்காதவங்க அதுக்கு மேல வந்து காலேஜ் சேர்த்தும் சூப்பரா படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அறிவாற்றல் அறிவு சிந்தனைகள் ஞானத்தை கொடுக்கறவர் வந்து புதன் தான் தானாவே ஒரு விஷய வித்தைகளை கத்துக்கிறவரும் அவர் அதனால இவங்களே தானா உளுந்து எந்திரிச்சு சில விஷயங்களை கத்துக்கிட்டு சாதிக்கக்கூடிய திறமை இருக்கிறவங்க தான் பூச நட்சத்திரக்காரங்கன்னு நம்ம சொல்லலாங்க மிகப்பெரிய ஒரு சாதனையாளரும் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட புதன் த புதன் திசையே வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷங்க ஆஹ் இவங்களுக்கு பத்தொன்போது வருஷம் பதினேழு வருஷம் சேர்ந்ததுன்னா ஒரு முப்பத்தி வயசு வரைக்கும் இவங்க ரொம்ப சூப்பராக இருக்கலாங்க ஃபஸ்ட்டு பத்தொன்போது வருஷம் கடின உழைப்பு வச்சுதான் அவங்க முன்னுக்கு வர முடியும் கடினமா ஒரு படிச்சா மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் இல்லை நிறைய தோல்விகள் ஏற்படும் அதாவது கிளாஸ்ல படிக்கும் போதே டக்கு டக்குன்னு ஃபெயில் ஆகுறது இல்லை ஸ்லோவாக படிக்கிறது இல்லை பர்சன்டேஜ் குறைவாக எடுக்கிறது இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது கண்டிப்பாக இருப்பாங்க குழந்தை பருவத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் திசை வரும்போது அட்டகாசமாக படிப்பாங்க நல்ல ஒரு அறிவுத்தாற்றல் அறிவு திறன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பதினேழு வருஷமும் இவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய டைமும் அதுதான் முப்பத்தி ஆறு இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பூர்த்தி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேது திசை ஏழு வருடங்க அதாவது நாற்பத்தி மூணு நாப்பத்தி மூணு வயது வரைக்கும் இவங்களுக்கு கேது தசை நடக்கும் முப்பத்தி ஆறுல இருந்து அப்போ முப்பத்தி ஆறுல இருந்து தான் இவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட உழைப்பு எல்லா விஷயத்தையும் விடக்கூடிய டைம் வந்து கேது திசைன்னு சொல்லாங்க ஏன்னா கருமாவு கொடுக்கக்கூடிய திசை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கேது திசை புதன் கேது திசை ராகு திசை சனி திசைன்னு நான் சொல்லியிருக்கேன் இவங்க கருமா கொடுக்கக்கூடிய இவங்க இவங்க வந்து புதன் திசையிலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அதை வந்து இலக்கக்கூடிய நேரிடுங்க அந்த கேது திசை வந்து ஒரு முப்பத்தி வயசு முப்பத்தி வயசுக்கு மேலேயே நம்ம கணக்கு வச்சுக்கலாங்க ஒரு ஏழு வருடம் வந்து இவங்க என்னென்ன சேமிச்சு வச்சாங்களோ வாழ்க்கையில எல்லாமே இலக்கக்கூடிய தருணம் அந்த நாப்பத்தி வயசுல இருந்து பாத்தீங்கன்னா சுக்கரதிசை இருபது வருஷங்க அறுபத்தி ஆறு அறுபத்தி வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கரதசை தான் சுக்கரதசை அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அதாவது லக்ன லக்னம் வந்து மேஷ லக்னமா இருந்து ரிஷப லக்னமா இருந்து சூப்பரா இருக்குங்க மேஷ லக்னம் ரிஷப லக்னக்கா கரங்களா இருந்தாங்கன்னா அட்டகாசமா இருக்கும் துலாம் லக்னத்துக்கும் நல்லா இருக்கும் சுக்கரதிசை ஆனால் ஒருவேளை இவங்க மீன லக்னமா இருந்து தனுசு லக்னமா இருந்தா இந்த சுக்கரதிசை வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அசுரகுரு தேவகுரு இல்லைங்களா ஆனால் லக்ன புள்ளி வச்சு நான் சொல்றேன் தனுசு லக்னமா இருந்து மீன லக்னமா இருந்தால் இவங்களுக்கு செட் ஆகாது இதே மேஷ லக்னம் ரிஷப லக்னம் துலாம் லக்னமா இருந்தால் அட்டகாசமான ஒரு வாழ்க்கை இந்த சுக்கரதிசையில செட்டில் ஆகிடுவாங்க லைஃபே செட்டில் ஆகிடும் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டம் தான் சுக்கரதிசை நாங்கள் சொல்லக்கூடிய லக்னமாக இருக்கணும் மேஷ லக்னம் ரிஷபலக்னம் துலாம் லக்னம் கடக லக்னமாக கூட இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து சுக்கரதிசை அட்டகாசமாக இருக்குங்க அது சுக்கரன் வந்து தன் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாங்கன்னா உங்கள் ஜாதகத்துல இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த சுக்கரதிசை நல்லா வேலை செய்யும்னு அர்த்தம் உங்களுக்கு சுக்கரன் ஆட்சியாக இருந்து உங்களுக்கு சுக்கர தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஆட்களாக வரக்கூடிய காலகட்டம் தான் அது பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய டைம்லான்னு சொல்லலாம் நம்ம ஏன்னாடா வயதானத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னா அதான் சில பேர் வயதானத்துக்கு அப்புறம் தான் சாதிப்பாங்க நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் சாதிக்கக்கூடிய டைம் வரும் அது மாதிரி ஒரு அறுபத்தி வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கர தசை தாங்க அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரிய திசை ஆறு வருடம் வந்து அறுபத்தி வயசு ஆகுதுங்க கிட்டத்தட்ட எழுபது வயசு டச் பண்ண போறீங்க அந்த சூரிய திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் வந்து உடம்பை வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தி வயசுக்கு மேலே நீங்கள் உடம்பை கரெக்டாக பார்த்துக்கணும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் பூர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் செட்டில் ஆகி உட்கார டைம் தான் அது சூரிய திசையில் அதனால் உடம்பை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய டைமு அந்த அறுபத்தி ஒம்போது எழுபது வயசுக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர திசை வந்துடுது பத்து வருடம் ஒரு எழுவத்தி ஒம்பது வயசு ஆகிடுது உங்களுக்கு சந்திர திசை தோடும்போது சந்திர திசை உங்களுக்கு நல்லது தாங்க பண்ணும் அது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மேஷ லக்னமாக இருந்து ரிஷப லக்னமாக இருந்து கடக லக்னம் துலாம் லக்னமாக இருந்தால் உங்களுக்கு சந்திர திசை அட்டகாசமாக இருக்குங்க பத்து வருஷம் உங்களுக்கு யாரும் அசைக்க முடியாது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு அந்த பத்து வருஷமுமே அந்த வயசான காலத்துல நீங்க வந்து ஏதோ ஒரு வேலை செய்வீங்க அதாவது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சுயமா நீங்க முன்னேறி வரத்துக்கும் நீங்க சான்சஸ் இருக்கு பேர பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு உதவியா இருப்பீங்க டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் சொல்லி தரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பூச நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க அது மூலியமா வந்து இவங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு நிறைய இல்லாதவங்க இயலாதவங்களுக்கு நிறைய செய்யக்கூடிய அம்சம் வந்து இவங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிருகன்னு பார்த்திங்கன்னா ஆடுதாங்க ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா தீவனம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி விருக்ஷன்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு அரசமரம்னு சொல்லுவாங்க அந்த விருக்ஷத்தை வந்து நீங்கள் நட்டு வைக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம் அதாவது காலேஜு ஸ்கூல்ஸு பொதுவான இடத்துல வந்து நீங்க அந்த மரத்தை வந்து நட்டு வைக்கலாம் அதே மாதிரி பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காகம் காகத்துக்கு நீங்க சாதமோ இல்ல ஸ்நாக்ஸோ இல்ல பிஸ்கெட்டோ இல்ல காராபூந்தியோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க இதை வைக்கலாம் இதுதான் வைக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது ஒரு டப்பால நீங்க தண்ணி கூட வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் ஏன்னா நிறைய பறவைகளுக்கு இப்போ உணவும் கிடைக்கிறது இல்லை தண்ணியும் கிடைக்கிறது இல்லை அந்த ரெண்டும் நீங்க வச்சு நீங்க வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல்க்கு நீங்க போறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இழக்கிறதுக்கூடிய வாய்ப்பு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து ராகுவோட கருமா இருக்கிறதுனால நிறைய இழப்புகளை சந்திக்க நேரிடும் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறது ரம்மி கேம்ஸ் விளையாடுறது இதெல்லாம் வந்து நிறைய வந்து இழக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிறைய பணங்கள் வந்து நீங்கள் பணத்தை வந்து இழக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்னா புள்ளியும் எட்டு குடையவனும் பாதகாதிபதியும் சரியில்லாமல் இருந்தாங்கன்னா விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை லக்ன புள்ளியும் பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் நல்லா இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா லங்ஸ் ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஆஸ்துமா டிபி ப்ரீத்திங் ப்ராப்ளம் இதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் நீர்னால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் அது மட்டும் உடம்பு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உடம்பு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு நிறைய நீங்க உதவி பண்ணிட்டு இருப்பீங்க இன்னும் அதிகப்படியான நீங்க உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ராகுவோட கர்மா வாங்கியிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வந்து உதவி செய்வீங்க அதே மாதிரி சனியோட சாரம் வாங்கியிருக்கு பூச நட்சத்திரம் அதனால மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க உதவியா இருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிடுறேன் நீங்க பண்ண பண்ண அடுத்த லெவலுக்கு நீங்க போவி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடகராசி பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நல்லா இருக்குது கடக லக்கணமாக இருந்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல சனி இருக்கக்கூடாது வாழ்க்கையை பாதிக்குங்க அதே மாதிரி உங்களுடைய லக்கணத்துலேயும் நீங்கள் பாருங்கள் சனியோ செவ்வாயோ சேர்க்கை இருந்ததுன்னா வாழ்க்கை மன நிறைய பாதிப்பு ஏற்படும் அதனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் பக்கத்தில் ஏதாவது காட்டுறதுனாலும் காட்டுங்க சப்போஸ் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்தாங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் பூசு நட்சத்திரக்காரங்கள் பார்த்திங்கன்னா அறிவாற்றல் அறிவு சிந்தனைகள் நிறைய நிறையா நிறைய சிந்திப்பீங்க அதை செயல்படுத்துவீங்க வெற்றி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்தொம்போது வருஷம் உங்களுக்கு மைனஸ்ன்னே சொல்லாங்க ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போவீங்க அடுத்து புதன் திசை வரும்போது தான் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் ஒரு பதினேழு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த காரியம்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம் வந்து புதன் திசை தான் ஆனா அந்த சேர்த்தி வச்ச சொத்து நீங்க சேர்த்தி வைச்ச பேர் புகழ்லாம் கெட்டு போறதுக்கு அந்த கேது புத்தி கேது திசைதான் காரணம் அது ஏழு வருடம் அதாவது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நாற்பத்தி வயசுக்குள்ள உங்களுக்கு அந்த கேது திசை வரும் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான டைமு பேர் எல்லாமே கெட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு அதாவது நீங்கள் நல்லதுதான் செஞ்சிருப்பீங்க எந்த விஷயமும் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் கெட்ட பேர் தானாக வரும் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த தசை புத்தி வரும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் உங்கள் லைஃப்ல முன் ஜென்மத்தை கர்மா வந்து கர்ம வந்து நீங்க அனுபவிக்கணும் அது பெண் மூலிமா அனுபவிக்கணும்னு இருக்கும் நிறைய வாழ்க்கையே உங்களுக்கு வந்து ட்ராஜடியாக தான் இருக்கும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அது பூச லக்ன புள்ளியா இருந்தது அப்படின்னா மன வாழ்க்கை கண்டிப்பாக வந்து பாதிப்பு ஏற்படும் சான்சஸ் இருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால அது கொஞ்சம் மன எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் சிறு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அவசரப்பட்டு நம்ம மேரேஜ் பண்ணிட்டு மறுபடியும் கஷ்டப்படக்கூடாது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரம் வந்து லக்ன புள்ளியா இருந்து லக்னாதிபதியா இருந்தா வாழ்க்கை ட்ராஜடியா இருக்கும் ஒன்னுக்கு மேற்பட்ட திருமணம் தான் கண்டிப்பாக நடக்கும் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணம் பண்ற விஷயத்துல இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் ஹீலிங் தரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்